எரி ஒன் வெல்கம் டு குக் வித் டிடி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பப்பாளி ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் ஒரு பப்பாளி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏலக்கை வந்து நான்தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் உலர்ந்த திராட்சியும் முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெய் வந்து நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்ப நம்ம அல்வா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க நம்ம வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம இதுல எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம் பாரு நெய்யை சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பப்பாளியை வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க பப்பாளி நல்லா திக்காயிருச்சு அது இல்லாமல் இருந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இப்ப நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் போடுறேன் திரும்ப இனிப்பு பத்தலன்னா நம்ம ரெண்டாவது சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நம்ம சுகர் சேர்த்து இருக்கனால இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும் இது நல்லா திக்காக வரைக்கும் திரும்பவும் அப்பதான் சரியான பதத்துல நமக்கு கிடைக்கும் இதுல வந்து நம்ம எந்த புட் கலரும் சேர்க்கணும் தேவையில்லை ஏன்னா இதுவே நேச்சுரல் கலராதான் இருக்குது இப்ப பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு இப்ப நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க கார்ஃபிளவர் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளோர் எதுக்கு சேர்க்கிறோம்னா நல்லா சாஃப்டா வர்றதுக்காக சேர்க்கிறோம் இப்ப நம்ம கொஞ்சம் நீ சேர்த்துக்கலாம் நீ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க ஏலக்காவை இப்ப பாருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து நம்ம கருத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அப்படி பேன்ல வந்து ஒட்டாது இந்த மாதிரி இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, தேங்க் யூ